காதலியும் நீதான் புள்ளம் தேடு வான்ஸ் ஃபோர் வான்ஸ் ஃபோர் வான்ஸ் ஃபோர் கரு தேவதையும் நீதான் இரவில் மிதேன் இதே மாதிரியான ஒரு வாட்ஸ்அப் செட்ஸ எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கறத நாம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா Subscribe பண்ணிக்கீங்க பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷனை கொடுத்துடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு எல்லாமே நோட்டிபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்கள் முதல்ல கேன்மாஸ்டர் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இப்போ அந்த கேன் மாஸ்டர் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிங்க ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் கிரேட் நியூ அப்படின்ட்டுருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு அஸ்பெக்ட் ரேஷியோவில் நாலு இஷ்டம் அஞ்சுன்றிருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே நெஸ்ட் ஆப்ஷன் இருக்கும் அது நீங்கள் கொடுத்துக்குங்க கொடுத்த பிறகு இப்போ நம்ம ஒரு பேக்ரவுண்ட் டெம்லேட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஸில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க அதுக்கு நீங்கள் டவுன்லோட்ஸில் போயிட்டு அந்த டெம்லேட்டை எடுத்துக்கோங்க இப்போ எடுத்த பிறகு மேலே இண்டோ ஆப்ஷன் இருக்கும் அது நீங்கள் கொடுத்துக்கோங்க கொடுத்த பிறகு மறுபடியும் நீங்கள் அதை மேலே ஒருத்தரை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வீடியோ எந்தளவுக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்தளவுக்கு இதை அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுக்கிடுங்க ட்ராக் பண்ணி விட்ட பிறகு வலது சைடு மேலே பார்த்திங்கன்னா ரைட் ஆப்ஷன் இருக்கும் அது நீங்கள் கொடுத்துக்குங்க கொடுத்த பிறகு மறுபடியும் நீங்கள் வீடியோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இப்போ நம்ம இதில் ஒரு இமேஜ் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அது எப்படிப்பட்ட இமேஜாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆன இருக்கணும் இப்போ உங்களுக்கு பிடித்தமான இமேஜை நீங்கள் ஆட் பண்ணுறாரு அதனுடைய பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சு வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் கமண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் அதுக்கான வீடியோவை நான் போடுறேன் அதுக்கு நீங்கள் லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு பேக்ரவுண்ட் ரிமூவான இமேஜ் எடுத்துக்கங்க இமேஜ் எடுத்த பிறகு இப்போ நீங்கள் அதன் மேலே ஒருத்தர கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வல செய்ய பார்த்தீங்கன்னா கத்திரி பாக்ஸ் அப்புறம் மூணாவது இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணி அது வந்து நீங்கள் மறுபடியும் நீங்கள் அந்த ஃபோட்டோமே ஒருத்தரை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்துக்க அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுக்குங்க ட்ராக் பண்ணி விட்ட பிறகு வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ரைட் ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துக்குங்க கொடுத்த பிறகு மறுபடியும் நீங்கள் வீடியோடய ஸ்டார்டிங் பண்ணிவிட்டு வாங்க ஸ்டார்டிங் பாய் வந்த பிறகு நம்ம அடுத்த ஒரு இமேஜ் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் ஓகேங்களா அதுக்கு லேயரில் போயிட்டு மீடியாவில் போய்ட்டு அடுத்த பேக்ரவு மூணு இமேஜ் ஒன்று எடுத்துக்குங்க எடுத்த பிறகு மறுபடி நீங்கள் அதனால் ஒருத்தரை கிளிக் பண்ணிவிட்டு இது உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணி வச்சுக்கிங்க ஓகேங்களா ஜூம் பண்ணி எப்படி வச்சுருக்கோன்னா அதேமாதிரி நீங்கள் ஒருத்தர் வச்சிக்கோங்க வச்ச பிறகு நீங்கள் அந்த வீடியோ எண்ட்டுக்கு அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க ட்ராக் பண்ணி விட்ட பிறகு வள சைடு பார்த்தீங்கன்னா ரைட் ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்துங்க கொடுத்த பிறகு மறுபடியும் வீடியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு மறுபடியும் அந்த பிக்சர் மாரி ஒருத்தர கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் இடது சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கீ சிம்பிள் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் அந்த ஃபோட்டோவை கொஞ்சம் தூரம் நீங்கள் அதில் நகர்த்துங்க நகர்த்திக்கிட்டு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது அதை நீங்கள் கொடுத்துக்கிட்டு அந்த ஃபோட்டோவை எங்கிட்டு நகர்த்துங்க மறுபடியும் நீங்கள் கொஞ்சம் தூரம் நகர்த்திக்கிட்டு மறுபடியும் நீங்கள் ப்ளஸ் மறுபடியும் நீங்கள் அதில் தூரம் நகர்த்துங்க மறுபடியும் நீங்கள் கொஞ்சம் தூர மூவ் பண்ணிக்கிட்டு மறுபடியும் ப்ளஸ் கொடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் நகர்த்துங்க நகர்த்தின பிறகு அந்த எண்டு தான் கொஞ்சம் வாங்க வந்த பிறகு மறுபடியும் நீங்கள் நகர்த்திக்கிட்டு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் பேக் வாங்க அப்படி அப்படியே இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எப்படி பண்ணுறோம் அதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் ஓகேங்களா பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ கரெக்டாக வரும் இல்லைன்னா உங்களுக்கு சொதப்பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் ப்ரெஸ் கொடுத்துக்கிட்டு இது கொடுத்த பிறகு நீங்கள் டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க டிக் ஆப்ஷன் கொடுத்து மறுபடியும் வீடியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இதில் நம்ம ஒரு பிளாக் ஒரு ஷேடோ இமேஜ் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதில் உள்ள இல்லைங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க அதுக்கு லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போய்ட்டு அந்த ஷேடோ இமேஜ் எடுத்துக்கோங்க ஷேடோ இமேஜ் எடுத்த பிறகு இப்போ இருங்க அதுமாதிரி ஒருத்தர் கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஆரோ சிம்பிள் இருக்கா அதை நீங்கள் அதை இழுத்து உங்களுக்கு எந்தத்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணி எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க வச்ச பிறகு மறுபடியும் நீங்கள் வீடியோ எடுத்துக்கு அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க ட்ராக் பண்ணி விட்ட பிறகு மேலே ரைட் ஆப்ஷனுக்கு அது கொடுத்துக்கங்க கொடுத்த பிறகு மறுபடியும் வீடியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் ஒரு மியூசிக் பார் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிவிங்க அதுக்கு லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போய்ட்டு அதை மியூசிக் பார் டெம்ப்ளேட் எடுத்துக்கங்க எடுத்த பிறகு மறுபடியும் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா அதில் பிளண்டிங் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க அதில் மல்டிப்ளை இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே டிகாப்ஸும் கொடுத்துருங்க டிகாப்ஸும் கொடுத்து மறுபடியும் நீங்கள் அந்த மியூசிக் பார்னு ஒருத்தர் க்ளிக் பண்ணிவிட்டு இந்த இந்த ஓரத்தில் ஓகேங்களா உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு எப்படி செட் ஆகுதோ அந்த இடத்துல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்க வச்ச பிறகு நீங்கள் ரைட் ஆப்ஷன் கொடுத்துங்க கொடுத்த பிறகு இப்போ நம்ம இதில் ஒரு லைட் டெம்லெட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போயிட்டு அந்த டெம்ப்ளேட் எடுத்துக்கங்க ஓகேங்களா டெம்ளேட் எடுத்த பிறகு இப்போ நீங்கள் வலைசேர மறுபு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா அதில் ஸ்பிலிட் ஸ்க்ரீன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் அதில் ஒயிட் பாக்ஸ் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு மறுபுடி நீங்கள் அதனுடைய ஒருத்தர் கிளிக் பண்ணிவிட்டு மறுபுடி நீங்கள் சேர ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா அதில் பிளெண்டிங் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க ஸ்க்ரீன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ரைட் ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துங்க கொடுத்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு லிரிக்ஸ் வீடியோ ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்கு நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அதுக்கு லேயரில் போய்ட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போய்ட்டு லிரிக்ஸ் எடுத்துங்க லிரிக்ஸ் எடுத்த பிறகு இப்போ மறுபடியும் நீங்கள் வலைசுகிற ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் பிளெண்டிங் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அது கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க ஸ்க்ரீன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டு மேலே ரைட் ஆப்ஷனுக்கும் அதை நீங்கள் கொடுத்துங்க கொடுத்த பிறகு மறுபடியும் நீங்கள் அந்த லிரிக்ஸ் மேலே ஒருத்தரை கிளிக் பண்ணிவிட்டு அந்த மியூசிக் பேர் வச்சிங்களா அதுக்கு மேலே கரெக்டாக உங்களுக்கு எப்படி செட் ஆகும் அதேமாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சிங்க செட் பண்ணி வச்ச பிறகு இப்போ நீங்கள் மேலே ரைட் ஆப்ஷனுக்கும் அது நீங்கள் கொடுத்துக்குங்க கொடுத்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ணப் போகிறோம் அப்படின்னா ஒரு எலை சிம்பிள் ஒன்று நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க அதுக்கு லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போயிட்டு அதை எடுத்துக்கங்க ஓகேங்களா அது எடுத்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அது மேலே ஒரு தடவை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இது அப்படியே ரொட்டேட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ரொட்டேட் பண்ணால் எப்படி ரொட்டேட் பண்ணி வைக்கிறோன்னு அதேமாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணுங்கள் ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா அது மேலே ஒருத்தரை கிளிக் பண்ணிக்கிட்டு இதை அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போங்க மூவ் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல அப்படி ஓகேங்களா எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல நீங்கள் லைட்டை அப்படி ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா லைட்டை நீங்கள் சின்னதாக்கி இந்த இடத்துல வச்சு ஓகேங்களா அந்த இடத்துல வச்சிக்கிட்டு மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல செட் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ் செட் பண்ணி வச்சுட்டு மேலே டிக் ஆப்ஸன் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துக்கங்க கொடுத்த பிறகு மறுபடியும் நீங்கள் அதனோடத்தில் க்ளிக் பண்ணி வீடியோ எந்த இடத்துக்கு ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க ட்ராக் பண்ணி விட்ட பிறகு மறுபடியும் நீங்கள் வீடியோடய ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு மேலே டிக் ஆப்ஷன் இருக்கும் அது நீங்கள் கொடுத்துங்க கொடுத்த பிறகு இப்போ நான் ஃபைனல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஃப்ரேம் டெம்லேட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அது வந்து லிங்க் ந டிஸ்க்ரிப்ஷன் கொடுத்துங்க டவுன்லோட் பண்ண யூஸ் பண்ணுங்க அதுக்கு லேயரில் போயிட்டு மீடியா போய்ட்டு அதை நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேங்களா எடுத்த பிறகு அது அதன் மேலே ஒருத்தரை மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு உலக சைடு பாருங்கள் பாக்ஸ்மா இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஒயிட் பாக்ஸ் ஸ்டிக் பண்ணிவிட்டு மேலே ரைட் ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுக்குங்க கொடுத்த பிறகு மறுபடியும் நீங்கள் அதன் மேலே கிளிக் ஒருத்தர் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்துக்க அப்படியே ட்ராக் பண்ணிக்கோங்க வந்துட்டு அதை பிளே பண்ணி பாருங்க ஒரு இப்போ ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை டவுன்லோட் பண்ணி எடுக்க போகிறோம் ஓகேங்களா அதுக்கு நீங்கள் வளர்ச்சை பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அதாவது அம்புக்குரிமாரிருக்கும் அதை நம்மளுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் நீங்கள் அதை கொடுத்து உங்களுக்கு எந்த கிளாரிட்டி வேணுமோ அந்த கிளாரிட்டியாலும் நீங்கள் வந்து இதில் செலக்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என் சப்ஸ்கிரைப் பண்ணி நீ அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்